அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இல்லம் தேடி கல்வி பயிற்சிக்காக ஓடிபி பயிற்சியாளர்கள் தங்களுக்கான பாஸ்வேர்ட் போட்டு லாக்இன் பண்ணிக்கோங்க ஆப் உடைய டேஷ்போர்ட்ல ட்ரெயினிங் ஓடிபி அப்படின்னு ஒரு ஐகான் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க ஜெனரேட் ஓடிபி கனெக்ட் ஓடிபி வியூ ஓடிபி அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கோம் இங்கு ஜெனரேட் ஓடிபி யுங்க உங்களுக்கான மற்றும் ஸ்டார்ட் டைம்யூ அப்படிங்கிற ஆப்ஷன்ல ஸ்கூல் மற்றும் அதர் கொடுக்கப்பட்டிருக்கோம் ஸ்கூல் அப்படிங்கிற ஆப்ஷன் தேர்வு செஞ்சீங்கன்னா உங்களுக்கான யூடை கோட டைப் செய்யணும் அதர் அப்படிங்கிற ஆப்ஷன் தேர்வு செஞ்சீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் தேர்வு செஞ்சு அந்த லொகேஷனுடைய பெயரை செய்யணும் இப்ப நம்ம செஞ்சு பயிற்சி நடக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு பாப்பேஜ் தோன்றும் இப்பொழுது உங்களுக்கான நீங்க பார்த்துக் கொள்ளலாம் நாம் இறுதியாக ஜெனரேட் செய்த ஓடிபி முதலில் காண்பிக்கப்படும் இந்த ஓடிபி யடி கே பயிற்சிக்கு வந்துள்ள வாலன்டியர்ஸ்க்கு தெரிவிங்க அனைவருக்கும் நன்றி